எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா சிறுமுகை கைமத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோ ஒரே பேட்டர் பல்லுவன் பிளவுஸ் பார்த்து கிரீன் அண்ட் எல்லோ மிக்சடுங்க பாடி பிங்கிஷ் ஆரஞ்சு பாடியில் வரக்கூடிய புட்டா கோல் அண்ட் சில்வர் டெஸ்ட் வருங்க பிளவு பிளைன் பிளவுஸ் இப்ப நீங்க கைத்தறியும் இந்தியனால கண்டிப்பா டிரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ண கூடாது இந்த சாரீயில பல்லூன் ப்ரௌஸ் ராயல் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர் பிரைட் பிங்க்ல இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரே பேட்டர்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்க்க போறோம் நான் வந்து 6 கலர்ஸ் சொன்னேன் நியர்லி எயிட் கலர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோங்க ஸோ எயிட் சாரீஸ் எயிட் கலர்ஸ் ஆனால் ஒரே பேட்டர்ன் சாரியோட பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் பே போம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு எது வேணாலும் அப்படின்னா எந்தவித லிமிடேஷன்ஸும் கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது இந்தியாக்குள்ள எங்க சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணி தரோம் டசில்ஸ் போடலை நீங்க ஒன் டே எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட டசில்ஸ் போட்டு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது பாடி ஆஃப் ஸாரி ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள் ஷேட் கலரில் இருக்குங்க red and ராணி பிங்க் காம்பினேஷன்ல இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா டபுள் ஷேடு ரெட் அண்ட் ராணி பிங் காம்பினேஷன் நெக்ஸ்ட் ஸாரீ நம்பர் செவன் சிக்ஸ் இது வந்து சிங்கிள் கலர் ஸாரீங்க ஸாரீ ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கான்ட்ராஸ்ட் வேண்டாம் சிங்கிள் கலர் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம ஒரே மாடல்லேயே என்ன பண்ணிட்டுருக்கோம்னா கான்ட்ராஸ்ட் வர மாதிரியும் மேக் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு சிங்கிள் கலர் வர்ற மாதிரியும் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அண்ட் சஜஷன்ஸ் இருக்கும் அண்டு பிடிக்கிற விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பெய் கலர் ஸாரியுடைய கலர் பெய் கலர் ஸாரி நம்பர் செவன் சிக்ஸ் ஜீரோ ஸாரீ நம்பர் செவன் சிக்ஸ் ஒன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் அட் அடைமில் ஒரு சாரி தான் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சாரீ நீங்கள் புக் பண்ணணும் அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியிலேயே புக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஸாரீ பார்சல் வாங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியே நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் அண்ட் டசஸ் போட்டு கொடுக்குற ஆப்ஷன் கேஷ் ஆன் டெலிவரியில் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்தது செவன் சாரி கோல்டன் எல்லோ கலர் நெக்ஸ்ட் செவன் சிக்ஸ் பர்பிள் கலர் பாலிசி பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பண்ண சாரி இல்லாமல் வேற சாரி வந்தாலும் தாராளமாக அப்ரோச் கம்பல்சரி பார்சல் ஓபனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அதிலேயே அந்த சேரீ பிரித்து பார்த்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதே வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்க கட் வீடியோ வேண்டாம் ஒரே வீடியோவாக இருக்கணும் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க் இஷ்யூசுக்கோ கண்டிப்பாக ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க நெக்ஸ்ட் சேரீ நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ சாரியோடைய கலர் ராயல் இந்த சாரீஸாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நைன் இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணி தரோம் நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு வந்து நம்ம புக் பண்ண முடியும் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா அப்போ அவைலபிளாக இருக்கும் உங்கள் மெசேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கும்போது வேறு கஸ்டமர் அதே சாரியை புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தாங்க புக் பண்ணுவோம் சாரி நம்பர் no. 764 சிக்ஸ் நம்பர் செவன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டபுள் ஷேடில் கலர் பிளாக் அண்டு நல்லா டார்க் பர்பிள் கலர் மிக்சிங்கில் இருக்குதுங்க பிளாக் அண்டு டார்க் பர்பிள் கலருங்க இது வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கக்கூடிய சேரீ ஒரே பே இருக்கூடிய சாரீஸு எயிட் கலர் சாரீஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு சாரியுமே வந்து சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட தான் நமக்கு வருது இதை வந்து பியூர் சில்க் சாரீஸுங்க மார்க் அண்ட் வெப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு வீப் பண்ணியிருக்கோம் அண்ட் கைத்தறியில நெசோ பண்ணிருக்கோங்க ஒவ்வொரு சாரி கூடயுமே இந்த சில்க் மார்க் சர்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இந்த சில்க் மார்க் வந்து வித் ஹாலோகிராமோட நம்ம பிளவுஸ் பாட்டில் அட்டாச் பண்ணி கொடுப்போங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்